உண்மையானுடைய முதலமைச்சர் முத்துமேல் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த சில காலங்களிலேயே சமூக நீதி கண்காணிப்பு குழு உண்மையிலேயே சமூக நீதியை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை சமூக நீதியை நிலநிறுத்த வேண்டிய பொறுப்பு செயலை செய்திருந்தால் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆரனுடைய சாதி ஆதிக்க செயல் நடந்திருக்காது அப்படி என்றால் உங்களுடைய சாதி ஆதிக்கத்திற்கு காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் இங்க சாதி சமக்கம் இல்ல குடி சமத்து உரிமை பேச அதிகம் இருக்கு என்ற அடிப்படையில இந்தியாவுக்கு வந்தது ரெண்டு சதவிகித மக்கள் படிக்காம இருக்காங்க முதல் முதலாக எடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று சொல்றான் இந்த விடைபெற விரும்புகிறேன் விடுதலை சாவை தான் நாங்கள் தழுவோம் ஒருபோதும் இந்த மண்ணில் குடிகளாக குடிகளாக குடிகளாக பிரிந்திருக்க நாங்கள் விரும்பல து இது வெறும் சமூகத்தினுடைய மேன்மைக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு என்பது அவசியமாகிறது ஆகவே அறிவில் சிறந்தவர்களே குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் திராவிட ஆட்சியாளர்கள் எடுக்கும் வரை நாம் இந்த பணியில் நின்று போராடுவோம் காலமும் மக்களும் நமக்கு வாய்ப்பளித்தால் அதை நாமே கட்டாயம் செய்து காட்டுவோம் சீமான தலைமையிலே நன்றி வணக்கம்